அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ல ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா மார்ச் தேர்ட் டைம் பார்த்திங்கன்னா நைன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகுது ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சு பாசிட்டிவ் ஓப்பனிங் தான் அந்த பாசிட்டிவ் ஓப்பனிங் பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக மார்க்கெட் வந்து நமக்கு அப்படியே டவுனில் இறங்கிக்கிட்டே இருந்துச்சு ஸோ இந்த கரண்ட்டில் நமக்கு வந்து இப்போ செல் கால் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பைக்கால் இந்த பைக்கால் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ப்ரீவியஸ் டேனுடைய பைக்கால் தான் அந்த பைக்கால்னுடைய மொமெண்ட்டம் இன்றைக்கி ஓப்பனிங் வரைக்கும் இருந்ததுனால ஏன்னா கேப் அப் அதனால ஓப்பனிங் வரைக்கும் இருந்துச்சு ஸோ நமக்கு வந்து இறங்கி இறங்கி கேண்டில் ஆட்டோமேட்டிக்காவே கால் வீடியோ பார்க்கற மாதிரி இருக்கும்போது மேலே வருதா கீழே கலரை சேஞ்ச் பண்ணி பண்ணலாமல்ங்க அப்படும் ல் பண்ணிக்கல்கோமக்கு ஒரு செல்டிவீன் அதாவது டவுன் சைட்ல இறங்கி பிரேக் பண்ணுதாங்க ஒரு பை மினிட்ஸ் பாருங்க பிரேக் பண்ண முடியாமல் போய்கிட்டே இருக்கு கொஞ்சமாக so இருக்குது மினிட்ஸ் கழிச்சு இப்பதான் பிரேக் வந்து 35300 பண்ணிருக்கு பண்ணவே முடியல ஒரு வந்து பண்ணி டென் ஓ கிளாக் அப்புறம் வரைக்கும் டவுன்ல இறங்கி ஒரு பாயிண்ட்டுக்கு மேல பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கேன் இது பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன் தான் 35,500 ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் இன்றைக்கி எக்ஸ்பைரி ஆக போகுது ஸோ இதில் நமக்கு பார்த்திங்கனா த்ரீ செவன்ட்டியில் பைக் கால் வந்திருக்கு வந்தது பார்த்திங்கனா இப்போ ஃபோர் டுவெண்ட்டி ரேஞ்சுக்கு மேலே ட்ரேடிங் வந்து போய்கிட்டிருக்கேன் ஸோ நீ இந்தமாதிரி டேரக்ட் ஆப்ஷனில் அப்ளை பண்ணிங்கனாலும் உங்களுக்கு கால்ஸ் வரும் இந்த கால்ஸ் பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா லெவன் சிக்ஸ்டீன் ஆகுது நமக்கு செல்கால் ஜென்ரேட் ஆனால் லெவன் ஓ கிளாக் வரைக்கும் ஃபுல் டவுன் சைட் இருந்துச்சு டார்கெட் செகண்ட்ல வந்து ரீச் அவுட் கொடுத்து ஆஃப்டர் லெவன் மார்க்கெட் ரெக்கவரி அந்த ரெக்கவரி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சேஞ்ச் ஆகுது எப்பெல்லாம் வந்து பிரேக் அவுட் கிடைக்குதோ மார்க்கெட் ட்ரெண்டு மாறுது அப்படின்றத அந்த சார்ட் ஃபீல் பண்ணதோ அப்போல்லாம் நமக்கு கால்ஸ் வந்து கொடுக்கும் ஸோ இன்னைக்கு எக்ஸ்பைரி டே அதனால வேற மார்க்கெட் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வால்ட்டை நல்ல மூவ்மெண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்கு ஒரு செகண்ட் காலீங்கன்னா பை கால் கிடைச்சிருக்கு தேர்ட்டி ஃபைவ் த்ரீ வந்து வந்து இந்த போதும் நமக்கு என்ன இருக்கு முடியும் 6.80 சோ நமக்கு இது ஒரு 88. डिफरेंट இருக்கு अगेन சோ 89.80 கொடுத்தா ஃபர்ஸ்ட் ஆரர் ब्रेकアウト ஆகும் சோ 427 வரதா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் டேடை ஒரு 20 मिनिटஸ் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது இப்போதான் நமக்கு பை கால் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆரர் ரேஞ்ச் ब्रेकアウト வந்து கொடுக்குது एक्चुअली கால் ஜெனரேட் ஆன ஃபர்ஸ்ட் 10th मिनिटலே நமக்கு மார்க்கெட் ரைஸ் ஆச்சு பட் அது தேதி 36 அந்த 35 420 வரைக்கும் வந்துச்சு அதுக்கு அப்புறம் மார்க்கெட் ரிவர்ஸ் ரிவர்ஸ் ஆனதுல 35 360 ரேஞ்ச்ல டிரேடிங் போயிட்டே இருந்தது இப்போ 11 35 க்கு பாத்தீங்கன்னா மார்க்கெட் ரைஸ் ஆனதுல ஃபர்ஸ்ட் ஆரர் அचीவ் பண்ணியிருக்கு சோ இந்த மாதிரி இன்னைக்கு நமக்கு bank nifty 1 minute chartல நமக்கு கரெcta buy sell calls work out ஆயிருக்கு உங்களுக்கு இந்த chart வேணும் அதாவது live marketல ஒரு trend வேணும் ஒரு trend இப்ப என்னன்றே தெரிஞ்சுக்கணும் supporting tool-ஆ இருக்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா இந்த chart உங்களுக்கு ரொம்பவே வந்து help பண்ணும் சோ இந்த chart பத்தின detail வேணும் subscribe பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா whatsappல hi ன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க details நாங்க சென்ட் பண்றோம் புரிஞ்சதா நீங்க subscribe பண்ணிக்கலாம் நீ subscribe பண்ற மூலமா डेली இந்த மாதிரி வீடியோ பார்க்கறப்ப அந்த chart ஓபன் பண்ணி பாப்பீங்க அதல ஒரு calls பார்த்து நீங்க டிரேடிங்ஸ் பண்ணிக்க முடியும் thank you